ஏய் ஹலோ ஹம்ம ஹியர் லோ சன ஹே ஆஸ்கன் ஆஸ்கன் என்னோ என்னோ சூடுண்டமேக்கு போறோம் தெலவங்க ஒலிக்கணும் ஏல் ஸ்டோ ஏல் அஸ்ஸாஸ் ப்ளீஸ் viendo eso சாப்பிடாமா பிள்ளை பட்டிருக்கீங்களா Thank mm -hmm. you.